இந்த மாதம் மிகவும் மிகவும் ஒரு எக்ஸைட்டிங் ஆன மாதம் இந்த மாதத்தினுடைய தீம் எல்லாருக்கும் தெரியும் அன்பு கூறுகிற மாதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தோடு கூட நான் டிராவல் பண்ணு சொல்றவங்க ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோமா நிறைய காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆழங்களில இந்த வசனத்தை வாசித்த பின்பு இருக்கும் என்றால் கொண்டாட்டத்துக்குள்ளாக போக போகிறோம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் தேவனில் அன்புக்குறவர்களுக்கு அவர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு என்னவாக இருக்கிறது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது காதுகளுக்கு கேட்கப்படாமல் இருக்கிறது உணரப்படாமல் இருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது குறித்து நாளில் பார்க்க போகிறோம் ஆவினால் வெளிப்படுத்திருக்கார் இங்கிலீஷ்ல him for what God has அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஒரு காலத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா என்ன பண்ணி வச்சிருக்காரு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்பொழுது மத்தியான நேரத்தில் வரீங்க சாப்பாடு என்ன பண்ணிருக்கணும் பிரியாணி பிரியாணி என்ன பண்ணிருக்கணும் பிரியாணி வந்துருமா ஆயத்தம் பண்ணிருக்கணும் அது அது சும்மா சாதாரண விஷயம் இல்ல நம்ம சாப்பிடறது சாதாரண விஷயம் ஆனா அந்த சாப்பிடற விஷயத்துல நம்ம காரம் இப்படி இருக்கு உப்பு இல்லை இது இல்ல அது இல்லைன்னு சொல்றோம் ஆனா சமைக்கிறது அந்த ஆயத்தம் பண்ற வேலைன்றது எவ்வளவு பெரிய கடினமான அல்லது ரொம்ப அது ஏன் அவங்க அந்த கஷ்டமான வேலையை கூட நல்லா செய்யறாங்க ஏன் அன்போடு கூட செய்யறோம் கூட செய்யும்பொழுது எங்க அம்மா பிரியாணி செய்யும்போது எத்தனை பேர் வீட்டுல இருக்கு சுத்தி இருப்போம் சுத்தி வைக்கணும் எல்லாம் நடுல குக்கர் இருக்கும் எல்லாம் சுத்தி உட்காரணும் அப்படின்னு ஜெபிச்சிட்டு நாங்க ஃப்ரை பண்ணிட்டு அந்த சாப்பாடார் அப்ப அவங்க குக்கர் ஜெயிபி பண்ணுவோம் ஆண்டு எல்லாம் நிறைவாக்குங்க நிறைவெல்லாம் சரியாக்குங்க என்னன்னா கேட்டா உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியாகணும் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டா வரணும் அப்படின்றது காதன் ரெண்டா அப்படின் என்பது அவ்வளவு அழகான ஒரு காரியம் அதே அன்போடு கூட செய்யும் பொழுது இன்னும் இதனால இந்த வசனத்துல தேவன் சொல்றாரு அவரில் அன்பு குறிறவர்களுக்காக அவர் ஒன்றை என்ன பண்ணியிருக்கறாரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் தட் த கான்பிடன்ஸ் தட் God has prepared something new or something very special for you see how we are celebrating sing yes <laughs> that is what is haver i catch you i told you this is what we need to practice avar namakkaga aayattam pannipattirkkadai inda ulagathil nudiya nyanathai petravargal ulagathin nyanathin padi avaru arindhavargal avai enna pannamudiyadhu and aayattam pannapatavigala avude kangal kaanadi kaadugal kekkadi avude irudiyil unaradi ana namakku aavil deivan adai velippaduthirga and the special பிரிபரேஷன் அந்த ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்ன என்பதை தான் போன வாரத்துல நாலு கருத்தை கொண்டாடணும் இந்த வாரத்திலும் நம் மிச்சமதியை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாடி நாம் இந்த வசனத்தை நிறைவு செய்ய போகிறோம் அதற்கு முன்பாக இந்த அன்பு கூறுகிற இந்த மாதத்துல இந்த தீமோடு கூட பயணித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்க உங்களுக்கு சில கோட்சில ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நீங்க ஞாபகம் தான் நீங்க சொல்லலாம் அல்லது நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதலாம் நீங்க உங்களை மற்றவர்களோடு கூட நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம் சில இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் We will go and go, right? Loving God is not a problem for a human being. But knowing is a problem. These are the powerful statements. We are in the same way. Knowing more leads to loving more. If you are in the same way, you are in the same way. தேவனை நேசிப்பது மனிதனுக்கு கடினம் அல்ல அவரை telling you the just statements right தேவனுடைய பைத்தியமாக இருக்கிறது தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறது உந்துதல் பட்டு உற்சாகப்படுத்தப்படுகிற உங்க அன்புக்கும் மன்னிப்புக்கும் ரிலேஷன் இருக்கு யாரு பரிசுத்தானவர் அந்த அதிகமாக இக்னோர் பண்ணப்படுகிறவரும் அதை It's not an emotional, it's not feeling, it's a decision. Loving God is a decision. This is another powerful statement. Right? So in the morning time, I'm also quickly going to share with you the things that God has prepared. We are going to come to this point in the next day. We are going to come to the next day. என்று பல காரியங்களை நம்முடைய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் கொண்டாடப்பட போகிற ஐந்தாவது காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன் அதுவும் அவரில் அன்பு கூறுகிறவர்களை கட்டுவி வசனம் சொல்கிறது ஒன்னு குறைஞ்ச மூன்றாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிவார் ஒரு மிக முக்கியமான காரியம் எல்லாரும் என்னவாக மாற்றிருக்கிற மாற்றிருக்கிறாரு மகனாகவும் மகளாகவும் மகனாக தெரிந்து கொண்டே நாங்கள்... மக்களுக்காக இந்த உருவாக்கியிருக்கிறார் என்பது இட்ஸ் thing இது தேவனில் அன்பு தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட நான் விசேஷமா இந்த அமெரிக்கா காட் டேலண்ட் இந்த மாதிரி இந்த ரியல் ஷோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி இந்த அடாப்ட் சில்ட்ரன் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாடும்பொழுது அவர்கள் அந்த எக்ஸலன்ஸ் வரும் பொழுது அவங்களுடைய அம்மா அப்பா வந்து அவங்களுடைய அந்த சந்தோஷத்தையும் ஆனந்த கண்ணீரும் பார்க்கும் பொழுது பார்க்குற நமக்கு இங்கே கண்ணீர் விட்டுருப்போம் நான் அழுவேன் அதே மாதிரி நிறைய வீட்டில் அழுதுப்பீங்களா டீ மார்க்ஸ் சொல்கிற ஒரு லேடி இப்படியாக ஒரு பெண்ணை தத்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி அடாப்ஷனுக்காக ஏஜென்சி போய் பார்த்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இது நிறைய பியூட்டிஃபுல்லான காரியம் நடக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ரியாலிட்டி சொல்லுவாங்க நான் உன்னுடைய பயாலஜிக்கல் மதர் அம்மா அப்பா இல்லை ஆனால் நாங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் உன்னை வளர்க்குற ஒன்னை உருவாக்குற பேரண்ட்ஸ் தெளிவாக சொல்லுறாங்க ஆனால் நம்மளுடைய கண்ட்ரில அப்படி கிடையாது நம்ம அந்த வெளிப்படைய வைக்க மாட்டோம் அந்த ட்ரஸ்ட் உருவாக்கும் ஒரு சகோதரி அப்படிதான் ஒரு பிள்ளைய தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் விரும்பியிருக்கார் நீங்கள் வெளிநாடுகளில் ஒரு சில வீட்டில் வந்து புரோக்கன் ஃபேமிலியாக இருக்காங்க குழந்தைகளை பராமரிக்கணும் ஃபாஸ்ட்டை கேரளில் விட்டுருப்பாங்க கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அவங்கள பராமரிக்கிற சில வீடுகள் இருக்கும் அவங்கள போடுவாங்க அது இல்லை ஆனால் அடாப்ஷன் இஸ் என்ஷன் என்னன்னா இவனை என்னுடைய பிள்ளை இல்லை என்றாலும் இவனை நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் இவளை என் மகள் இல்லை என்றாலும் இவளை என்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறதான் அடாப்ஷன் அந்த தத்து எடுக்கிற காரியம் ஒரு மிகவும் உன்னதமான ஒரு காரியம் நிறைய ஸ்டோரிஸ் அந் அதை பார்க்கும்பொழுது ஐ வாஸ் மூவ் அபவுட் என்ற ஒரு லேடி கூட ஒரு கேர்ள் சைல்ட் அடாப்ட் பண்ண போகும்போது ஏஜென்சி சொல்றாங்க ஒரு பெயர் அவன் வந்து அன் அடாப்டபிள் அவளை வந்து தத்தியே எடுக்க முடியாது ஏன்னா அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இ நீட்ஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவன் வந்து டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவான் அந்த டான்ட்ரம்ஸ் நிறைய லாங் பீரியடா இருக்கும் அவனுக்கு இன்னும் சரியான பிஹேவியர்ஸ் உண்டாகல அதனால இ இஸ் நாட் அண்ட் ஈ இஸ் நாட் ஆல் அடாப்டபிள் சைல்டு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு நீங்கள் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த லேடிக்கு சேலஞ்ச்னா ரொம்ப பிடிக்குமா இந்த இவங்களை அடாப்ட் பண்ண போனது ஒரு பெண்ணு ஆனால் இவங்களுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த பையன் செருவ பால்சியோட கூட ஆர்டிஸ்டிக்கோடு கூட அவன் இருக்கிறான் அவனுக்கு தெரியல சிலவங்கள பார்த்துன்னு கத்திட்டு ஓடுவான் அலறுவான் ரெட் ஆர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அவங்கள பார்க்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் டைம்ல கூட்டிட்டு வராங்க பார்க்கும்பொழுது அவனுடைய டான்ட்ரம்ஸ் பார்க்குறாங்க அவனுடைய பிஹேவியர் பார்க்கறான் எல்லாம் தன்னோட வீட்டுக்கு அவனை கொண்டு வருவதற்கான சாத்தியமே இல்லை என்று ஏஜென்சி சொல்லும் பொழுது இந்த சகோதரிக்குள்ளாக என்னோட ரீசனை கண்டுபிடிக்கும் பொழுது அவனுடைய தேவையான ஒரு சூழ்நிலை அதிகம் இந்த உலகம் தான் எடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சகோதரி இந்த பையனை பிராப்ளம் எதற்காக வந்தது எதனால வந்தது இதுக்கு என்ன சொல்யூஷன் நாட முடியும் ಅಂತ சொல்லி நால அடைவுல இவன் ஓடி ஒளிஞ்சுபானான் தரையில உட்கார்ந்து அழுவான் நான் புதுசா வந்தாங்களா போயிட்டு கண்ணை மூடிட்டு எழுப்பறாங்க உங்களுக்கு தெரியும் நாம கூட நம்ம ஸ்பெஷல் चिल्ड्रन வர்க் பண்ணறதால these are the signs that we often see this thing but it needs a heart it needs a loving heart it needs a love to change anybody else in the deep walk and in the sagudri in the in the pileya கண்ணு கத்துமாய் வளர்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அவனுக்கு டாய் வாங்கி கொடுத்து அவனுக்கு அவனுக்கு கொடுக்கும் வேலைக்கு ஒரு மாற்றம் உண்டானதே என்று நினைத்து பார்க்கும் பொழுது அதிகமாக became one of the biggest achieving மாறினதாக சொல்றாங்க என கேட்க அருமையான தேவ பிள்ளைகளே நாம் கூட ஒரு காலத்தில் இயேசுவை அறிவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் பிள்ளைகளாக இருந்தோம் அல்லது பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் நம்முடைய கோபங்கள் வைதாக்கியங்கள் எரிசைகள் கோபங்கள் எல்லாம் நிறைந்த இந்த காரியம் பிள்ளைகள் இல்லாத காரியத்தில் இருந்தாலும் நான் தேவன் அதை பிள்ளைகளான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சாதனம் பண்ணணும் accepted into the family as of now but i accept you as a son and daughter naan unnai maganaga magalaga irukkra vannamaga yetukolren enendra naan unnai nenesikiren nee ennai nenesithavar alleluya oh a great come on everyone in ma ma என்ன என்ன கலாத்திர நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல என்ன வாசிடும் கலாத்திர நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கலாத்திர நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை உங்கள் இறுதி என்ன பண்ணாரு அனுப்பினார் அவரை நீங்க பார்த்தீங்களா அவர் கேட்டீங்களா கேட்கலாம் பார்க்கலாம் உணரலாம் ஆனா சாதாரணமா இருக்கும் பொழுது அவரை பார்க்க முடியாது கேட்க முடியாது உணர முடியாது நீங்கள் அவருடைய என்ன பாருக்கீங்க புத்திரா இருக்கிறாரி வாங்க அழகா பாடுவார் அடிக்கடி இல்ல டாடி டேடிமெண்ட் அவர்களுடைய ஏன் அனுப்பினார் பாசிங்க பக்கம் வசனத்தை உங்கgetElementById அனுபன ஹalleluya the adoption's main reason because the spirit of jesus is in your heart and you become the sons and daughters of god so that boldly you can call him abba father abba pidave etra per abba pidave endra adekirenga kai la yerthi paathinga my daddy solunga paakala my daddy my father All amen hallelujah hallelujah romer aramadigaram adila vaasinga paakala ரோமர் எம்சனங்கள் நமக்குள்ளியாளட்சி கொடுக்கிறார் ஐ ரெடி டு செலிப் செலிபிரேட் are oh, you feel the sons and daughters of god yeah ah washing washing at the ha sovereign wame ha devodiye sovereignarum christo ode sovereign ram amen a simple asolappana yes adopted us as sons and daughters namak avrudiye swabangal edume illa nammayana kaathigal edume illada bodhilum he accepted he called you my son he called you my daughter en magale, en magale. Enne, enne in magale in magale nee enna ennan ku pilla அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே கொடுத்து இருக்கறார் ஹalleluya அந்த அடопஷன் ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துவின் ஆவியே உள்ளத்தில் அனுபவித்ததால அந்த அடопஷனுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களாக ஆänder மாறிவிட்டார் ஹalleluya நம்முடைய டிசேபிலிட்டி என்னவாக இருக்கட்டும் நம்முடைய கரெக்டர் என்னவாக இருக்கட்டும் நம்முடைய பழைய ஹிஸ்டரி என்னவாக இருக்கட்டும் God doesn't see this thing he loves you and he adopts you as a sons and daughters hallelujah. hallelujah because his spirit is living in us hallelujah எல்லாம் எடுத்து என்ன பண்ண போறீங்க யாருக்கி போடுற மாதிரி சுதந்திரமாக பிள்ளைகள் ஆகும்படியான சொல்லுங்களா என்னது அதிகாரத்தை கொடுத்திருக்க என்ன அதிகாரம் அதிகாரத்தை எடுத்த காணாதனாலதான் நம்ம நிறைய முறை நம்ம நம்ம யாரு நமக்கு தெரியாம உலகத்தோடு கூட போய் ஒட்டிக்கொள்றோம் rangamma you are the sons and daughters of god hallelujah god has brought the adoption spirit in us hallelujah bukkra smiga rtinavi ellar 30 seconds eduthu pama ellar 30 seconds eduthu kandle modiy nalla vaayila terndu adikkanunga நீங்க பக்கத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ இது I am the the son and daughter of God. God God has given the adoption spirit. in அப்பா இதே போல்ட் அண்ட் டு come on yalla come on everybody you open your mouth and confess i am the child of god naan devudey kumaranum kumaratheyumai irukiren amen and adhigaaram enkitta irukirathu and adhigaarathai aanda thandirkar nagipra de unaradhilla paருங்கu ninga don't be afraid of pakkathula irukanga enna nenekkranga நினைக்க நீங்க வாயில தந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க தேவன் அவருடைய பிள்ளையாகும்படியா அதிகாரத்தினுக்கு தந்திருக்கிறார் ஐ எம் தைல்ட் ஆஃப் காட் கன்ஃபார் நாம் கொண்டாட போகிற இந்த கண்கள் காணாது காதுகள் கேட்காத ஒரு மாற்ற முடியும் ஒரு மாறாதது ஒன்று அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு யாரையும் மாத்த முடியாது ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தமாக்குகிற ஒரு அந்த மாறுதலின் மறுபதலின் வேலையை என்னோட பரிசுத்தாவியானவர் செய்கிறார் இந்த உலகம் ஒரு சர்டிபிகேட் கொடுத்ததோ அதே சர்டிபிகேட் வாங்கின மகளை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் ரத்தத்தினாலே நாம் என்னவாக மாற்றப்படுகிறோம் நீதினால நல்லவனா இருக்கிறதுனால நாம் நீதிமான சொல்கிறது நாம் கிரியைகளினால நாம் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க அதை நம்பி விட்டுறாங்க ரோமரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் என்ன சொல்லுகிறது இலவசமாய் சொல்லுங்க அவருடைய கிருபியினால் மீட்பை கொண்டு நீதிமன்றாக்கப்படுகிறார்கள் நடக்குதான் இலவசமாய் வரும் தேத்துக்கு வரும்பதெல்லாம் I am the Righteous of God. Hallelujah! I am the Righteous of God. Hallelujah! How can you say this? How did you do that? 11th verse. 11th verse. No. No. No. No. No. No. No. No. No. No. The world doesn't see that. The world doesn't hear that. The world cannot realize that. but namak ko aavile avr nidi managa nam maachirukrar come on everybody let's go and play மீட்பினாலே நாம் நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம் ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங் ஐயோ அண்டர் ஐசிங் அண்ட் நீங்கள் சொல்கிறதுலேயே பார்த்தோன்னா இப்போ டவுட்டாக வச்சுட்டீங்க இன்னும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ If your spirit is open and you see what Jesus has transformed and The power of God, and the world's three is the Messiah As for their four armies, before Omega Hevola Now everyone is talking everything The Son of God is cannot stability If the people are living in earth with the people They hear you rewel and feel as there is degree and dominating have been in reach while becoming a disease I will tell you some okay நீதி இந்த உலகம் முழுவதும் குற்றம் சாட்டினது இந்த உலகம் முழுவதும் நீதிக்கப்பட்டால மறக்க கூடாது ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி கொடுத்தோமா தங்கம் வேண்டாம் வைரம் வேண்டாம் பணம் வேண்டாம் எதுவும் இலவசி செகண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது you bold letter i am the righteous of god yesu christula meek pinale naan needhimana appattirukiren yesu christula meek pinale needhima pora ange yesu christula rasthina nalla yesu christula veenale naan oru needhimana appattirukiren yesu christula ivar tharatha nillis meya yesu christula amen amen come on everybody celebrate the sanctification power yesu christula needhimana karan the vallamai next thing very important last thing we gonna finish haveril anbukurugurilukku oh my god divine healing yaara paathirukaangla daiviga sugam 38 varshamai gooniya irundha alladhu anda perumbadu illai sthree analum seri pala varshamai bedasthha kodathile irundha anda timirvaadha kaaranam irundalum yesu christana sugamaaga virumbiriya ஒரு காணி ஸ்திரி வந்து உடம்பு சரிய சுக ஒரு சத்தியத்தை சொல்றதுக்காக சங்கீதம் நாற்பத்தொன்னு மூன்றை வாசிங்க பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூணு சங்கீதம் நாப்பத்தி ஒன்று படுக்கை முழுத நீங்க என்ன பண்ணுவீங்க அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்கள் என்ன பண்றா சுகமாக்கி for so the quiet wine healing the world doesn't see the world doesn't hear it cannot realize but namako avila the devana the vilanga pani irukara come on everyone imak pillayaling so subha ad pillayal appamageru ad appamageru nam saapidugira breadageru adimiru adathu washing by divine grace yaradu unga mele krupay polindadri enna paathirukinga idella paakadadala nam unaramaatengal அப்படியா அப்படியா கிரேஸ் பெற்றவர்கள் ஒரு அலங்கலாம் உணர்ந்திருக்கீங்களா நமக்கு ஆவியில் விளங்க பண்ணிருக்கிறது உலகத்தின் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை Erfolg tin, hmm. THAT grace we have seen through hallelujah! இருபத்தி நான்காம் வசனம் எப்படி அழியாத அன்பினால அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்ன உண்டாயிருக்கிறது கிருபை உண்டாயிருக்கிறது என்ன யாருக்கு அழியாத அன்பினால ஏசு அன்பு என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறதா கிருபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த கிருமியை கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனுஷத்தில் நூத்தி நாற்பத்தி ஐந்து இருபது தத்த தமிழ் அன்பு குற ஊருக்குற யாவரேங்க காபட்டி தத்த தமிழ் அன்பு குற ஊரையும் அவர் என்ன பண்றாரு காபட்டி கம் ஆன் एवरीवन காபாட்டுகிறார் சோ வாட் யூ ஹவ் சீன் டிवाइन ஹீலிங் டிवाइन கிரேஸ் டிवाइन ப்ரொடக்ஷன் ஆல் திஸ் thing you you have not seen you're not heard you're not realized But in spirit, we, it is revealed to us. Hallelujah! Yeah. Hallelujah! If we are given the divine healing, that is our own. Divine grace, that is our own. Divine protection, that is our own right. How many of you are ready to confess, oh, I am? I have divine grace, divine healing, divine protection. converse pannuoma okay come on everyone up to the second candle modi ellam come on everyone say amen give oh, no, no. me divine healing divine grace divine production for those who love him come on everyone celebrate celebrate முடிக்கும் சேர்த்த உடனே சொல்லுங்க என் பிள்ளைகள் மேலே என்ன இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது கர்த்துடைய என்னையும் என்னோட பிள்ளைகளும் சூழ்ந்திருக்கிறது அன்பு கொடுக்கிற என்று சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி பாருங்க இவைகள் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன அடக்கலாம் நாலாம் அதிகாரம் பதினெட்டு அதிகாரம் பதினெட்டு பாயப்படுகிறவன் அன்புல என்ன பண்ண அன்பு என்ன பண்றதா பயத்தை சொல்லுங்க பக்க எல்லாரும் சொல்லுங்க அன்பு என்ன பண்ணும் சொல்லுங்க அன்பு என்ன பண்ணும் பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லுங்க எல்லாரும் அன்பு பயத்தை புறம்பே தள்ளுங்க அந்த அன்பின் பவர் இருக்கிறதுனால You don't have any fear at all. It's not a fear. What does that fear do you do? It's a fear. I'm going to go to Arumiyan's house with a small kid. Where do you know Hudson Taylor? In China, a great missionary named Hudson Taylor. He's called Mariah. அவர்கள் ஆறு வயது இருக்கும் பொழுது சிறு வயதில் இருக்கும் பொழுது அவங்களோட அப்பா அம்மா அவர்களும் சைனால வேலை பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆண்டிற்காக அந்த பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது அவர்கள் அங்கே இறந்து போயிட்டாங்க இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இப்போ அவங்க யூகேல யுனை கிம்லாம் அவங்களோட அங்குள் ஹவுஸ்க்கு திருப்பி அனுப்பப்பட்டா அங்கே சின்ன வயதிலேயே அப்பா அம்மா இழந்த இறந்தாலும் அங்குளுடைய வீட்டில் வளர்க்கப்பட்டாலும் அந்த பிரிவு அவரை பாதிக்கவில்லை அந்த சிறு வயதிலும் இயேசுவின் அன்பை அவர் உழந்தபடியால அவளும் அந்த அன்பை உறுதியை பெற்றுக்கொண்டான் வாலிப வயது வரும்பொழுது பதினாறு வயது வரும் பொழுது அவளும் தீர்மானித்தாள் எங்கள் அப்பா அம்மா எங்கே மறித்தாங்களோ என்ன வேலை செய்தாங்களோ நானும் அதை வேலை செய்ய போகிறேன் நானும் ஆண்டிற்காக ஊழைக்காரியாக மிஷினரியாக நான் போக போகிறேன் என்று அதை சைனாக்கு கொண்டு போக போனாங்க தீர்மானம் பண்ணுறாங்க பண் அந்த இடத்துல தான் அக்ஸன் டெய்லரை மீட் பண்ணுறாங்க அப்ப பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிறது அங்கே அச்சன் டெய்லர் சைனா மிஷினரி அல்லது சைனால முதல் முதல் தேவனை பற்றி சொன்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஸ்தாபித்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில இந்த மரியா அவர்கள் நாற்பத்தி மூணு வயதுல வந்து அவர்கள் இறந்து போனதாக சொல்றார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் தேவனுடைய அன்பில் அவர்கள் ஒன்றும் அவர்கள் இழந்து போகவில்லை கொடுக்கவில்லை அந்த அன்புக்காக மறிக்கும் தன்னை தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்னை கேட்கிற அருமையான தெய்வண்ட பிள்ளையே இந்த உலகத்துல மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தெய்வ அன்பு எதையும் மாற்றக்கூடிய உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த அன்புக்கு உண்டு அதனாலது இந்த அன்புக்கு அன்பை ருசி பார்த்தவர்கள் இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்லை மத தெரிசா எடுத்துக்கொள்ளுங்க ஜான் வெஸ்லி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க வில்லியம் கேரி எடுத்துக்கொள்ளுங்க இப்படிப்பட்ட ஜான் நாக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க இவர்கள் எல்லாரும் தேவனுடைய அன்பை பெற்றவர்கள் மாத்திரமில்லை தேவரை நேசிக்கிறதுல அவர்கள் தீர்மானம் எடுத்தவர்களாக இருந்தார்கள் அந்த தீர்மானத்தில் கடைசி இருக்கும் உண்மையாக இருந்தபடிய இந்த உலகத்தில் சாதாரணமான ஒரு வாழ்க்கை தொழில் அல்லது குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டு நாற்பத்தி ரெண்டு மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் என்றால் அதை அன்பினால தான் செய்ய முடியும் புரியுதா உங்களுக்கு நம்முடைய இல்ல நம்முடைய திறமை அல்ல நம்முடைய இந்த அன்பை நாம் நேசிக்க தீர்மானிக்கும் பொழுது இந்த அன்புள்ள நேசிக்க தீர்மானிக்கும் பொழுது அதனாலதான் அந்த அன்புக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்கிறது அது தினந்தோறும் உங்களை மகனாக மகளாக அடைக்கிறது உங்களை நீதிமானாக மாற்றுகிறது உங்கள் மேல தெய்வீக சுகத்தை தருகிறது உங்களுக்கு தெய்வீக வல்லமையை தருகிறது தெய்வீக கிருவை தருகிறது தெய்வீக பாதுகாப்பை தருகிறது அந்த அன்பின நாம் அவரில் அன்பு கூற நம்ம எல்லாரும் தீர்மான